ஹாய் வணக்கம் வி ஆர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கைமெட்டாலிஸ்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சம்பள்ளி எகாட் ஆஃப் ஸூல் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துடலாம் இந்த சாரீஸ் எல்லாமே நான் நம்ம வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற ஆக போகுது ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் வர்ணா இந்த நேமில் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மட்டுமே தான் இந்த சாரீஸ்லாம் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இந்த வீடியோவில் நம்ம மோர் தென் தேர்ட்டி சாரீஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் போனீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் இருக்கும் அண்ட் அந்த சாரீஸுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு சாரி நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஹாஃப் ஒயிட் பாடி கலர் வந்து ஹாஃப் ஒயிட் பல்வேன் பிளவுஸ் மெஜெந்தா கலருங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில் நான் ஸாரீயுடைய நம்பரோ ப்ரைஸோ சொல்ல போகிறது இல்லைங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே அந்த சாரியுடைய கலர் இந்த ஸாரீயோடைய கோடு அதாவது ப்ராடக்ட் கோட் நம்பர் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலன் பிளவுஸ் மெஜந்தா கலர் பாடி வந்து கிரே கலர் ஈவன் கலர் ஸாரீயுடைய கலர் கூட வெப்சைட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோங்க நெக்ஸ்ட் சாரி கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போதோ இல்லை கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னாவோ உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல உள்ளே போயிட்டோம் ஆனால் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல பேமெண்ட் ப்ராசஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கிளியர் பண்ணுற மாதிரி நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோ லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறோம் அந்த நீங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக எப்படி நம்ம வெப்சைட்குள்ளே போகணும் உள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேரீயில் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தாங்க அண்ட் இந்த சாரி முழுக்க முழுக்க வெப்சைட் மூலமா மட்டும்தான் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதே சாரி போட்டோவை நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க வெப்சைட்டில் நீங்களே போய் பார்த்து அவைலபிள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி கலர் ஹாஃப் ஒயிட் பழுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் அது இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஃபேவரட் கலர்ஸ் அதுவும் இல்லாமல் மோஸ்ட் வாண்டட் கூட சொல்லலாம் நிறைய பேர் கேட்டதே இது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியல இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காகவே நாங்கள் ரொம்ப நாளாகவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காகவே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம ஷோ பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது ஸாரீ டிசைன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி கலர் வந்து ஒயிட் கலர் பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் நெக்ஸ்ட் சாரி ஸோ திரும்பவும் சொல்றேங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்க வேண்டாங்க வெப்சைட்ல நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வெப்சைட்டு நேம் வர்ணா சாரீஸ் டாட் காம் நேம்ல வெப்சைட் குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா எல்லா டீடெயில்ஸ் இருக்கு பிக்சர்ஸ் இருக்கு ஈவன் அந்த சேரீஸ் உடைய யூடியூப் வீடியோ லிங்கும் இருக்கு இப்ப நீங்க பாக்குறது இது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர் அதுல ஒயிட் அண்ட் பிங்க் கலர்ல டிசைன்ஸ் வந்துருக்கு பல்லுவன் blouse blue color எல்லாமே சூப்பர் குவாலிட்டி சாரிங்க கைத்தறியில நெசவு பண்ண ப்யூர் சில்குங்க இது எல்லாமே 4 ஃபோர் thread த்ரெடுக்குங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் நிறைய பேர் பண்ணவங்களும் நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்கீங்க அட்டகாசமான சாரீஸ்ங்க இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் இது வந்து Pink அண்ட் ரெட் காம்பினேஷன் பாடி ஆஃப் சாரீ கிரே கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க டாப் அண்ட் பாட்டமில் பாட்டமில் ஒரு டர்னிங் work மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் சாரீ இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் இந்த சாரீஸுடைய நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது நம்பர் உங்களுக்கு தேவையில்லை ஏன் அப்படின்னா வெப்சைட்லேயே போடுறதுனால நீங்களே அங்கே போயிட்டு அந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாங்க ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரி கிரே கலர் பல்லுவன் ப்ஸ் ப்ளூ கலர் பார்த்தனும் இது ஒரே மாதிரி இருக்கு ஆனா கலரும் அதே மாதிரி காம்பினேஷன் ஒரே மாதிரி இருக்கும் பட் இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா பாடியில் பாக்குறீங்க பாடியில பாத்துட்டீங்கன்னா கிரே கலர் ஹாஃப்ல வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்ப வருது கிரே அண்ட் ஒயிட் கலருங்க பளு அண்ட் ப்ளவுஸு சேம் ப்ளூ கலர் தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க வெப்சைட்லேயுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் சாரி சூப்பராக இருக்குங்க இது கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்குது சான்ஸே இல்லை நம்ம இந்த வீடியோ வந்து எப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து வெப்சைட்லேயும் எனேபிள் ஆகுங்க பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் ஆகும் அப்போ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஸாரீ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரி ஒயிட்டு பேக்ரவுண்ட் ஒயிட்டுங்க அதில் வந்து பிங்க் அண்ட் ப்ளூவில் டிசைன்ஸ் இருக்கும் பலன் பிளவுஸ் மெஜந்தா ஒவ்வொரு சாரியுமே கலர் காம்பினேஷன் அண்ட் அந்த டெக்ஸ்சர்ஸ் அண்ட் டிசைன்ஸு சிம்பிளீஸ் சூப்பங்க நிஜமானுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு டிசைன்ஸும் அவ்வளோ நல்லா இருக்குங்க பழுவன் பிளவுஸ் பிங்க் அண்டு ரெட் கலர் காம்பினேஷன் பாடி கலர் பார்த்துட்டீங்கன்னா இது டபுள் ஷேடு தாங்க பேவுண்டு uh, வந்து yellow கலரில் இருக்கு, mild yellow கலர் அதில் டிசைன்ஸ் வந்து green and pinkல இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ ஸோ இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய website அதாவது வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் தாங்க நீங்கள் purchase பண்ணும் இந்த சாரீஸ் உடைய பிக்சர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கு and இந்த சாரீஸுடைய வீடியோ யூடியூபுடைய வீடியோ லிங்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோங்க பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் அது எல்லாமே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு கிளியர் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கறது பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி கலர் வந்து பிங்க் கலருங்க நெக்ஸ்ட்டு சாரீ பாடி கலர் பிங்க் கலர் பழுவன் ப்ளவுஸ் கிரீன் கலருங்க இதுவுமே சூப்பராக இருக்குதுங்க இப்போ காட்டுற ஒவ்வொரு சாரியுமே சூப்பரான சாரீஸ் வர்ணா சாரீஸ் டா காம்கிற மட்டுமே இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா 100% பர்சன்ட் கிடைக்காதுங்க வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா மட்டுமே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சாரீ ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஷேடில் வரக்கூடிய இதெல்லாம் நாங்கள் கண்டினியூஸாக அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இதில் பழுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர் பேர கிரீன் பாடி ஆஃப் சேரீ பிங்க் கலர் பாடி ஆஃப் ஸாரி கொஞ்சம் டுயல் டோனில் இருக்குங்க ஒரு ஒயிட் காம்பினேஷனில் வர மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குதுங்க சாரி கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பர்சன்டேஜ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக feel பண்ணுவீங்க Next சாரீ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் புக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் பிளவுஸ் ராணி பிங்க் கலர் இதில் பாருங்கள் பிளவுஸ்லையுமே உங்களுக்கு வந்து இந்த சரி பார்டர் வந்துடுது ஸோ நீங்கள் கைக்கு வேணாலும் அந்த சரி பார்டர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய பார்டர் பெருசாக இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பிளவுஸ்லையுமே வந்து பார்டர் வந்து இது மேலே கீழே வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த சேரீயோடைய ஃபுல் பிக்சர் ஒன்று இருக்கும் அண்டு பிளவுஸ் போர்ஷன் மட்டும் ஒரு பிக்ச இருக்கும் அண்டு க்ளோஸு பிக்சர் ஒன்று இருக்கும் ஸோ மூணு விதமான பிக்சர் வந்து நம்ம அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க சாஃப்ட் சில்க் சாரீஸில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டிஸுமே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலருந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் டெய்லி டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அந்த அப்டேட் வந்து யூடியூப் வீடியோலையும் உங்களுக்கு கொடுப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பாடி வந்து பேக்ரவுண்ட் எல்லோ கலர் அதில் க்ரீன் பிங்க் இந்த கலர் வந்து வந்துட்டே இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் சாரிங்க அவைலபிளா இருக்குலா ஒரு செவன் சிக்ஸ் செவன் கண்ட்ரீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டென் கண்ட்ரீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு டென் கண்ட்ரீஸ் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கோம் போக போக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் ஃபர்தர் கண்ட்ரீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோங்க பேமெண்ட்டு ப பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்காகவே கொடுத்துருக்கோம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்காகவே நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதை இப்போ பார்க்கக்கூடிய இந்த சாரியுடைய கலர் இது வந்து பிங்க் கலருங்க இதுவே டபுள் டோனில் இருக்குது பல்லுவன் பிஸ் கிரீன் கலர் நெக்ஸ்ட் சாரி இதுல பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலர் பாடி ஆஃப் சாரி டூயல் டோன் டூயல் டோன் போது இங்க எப்படி இருக்கும் ஆரஞ்சு அண்ட் பிங்க் அந்த ஒரு காம்பினேஷன்ல இருக்கும் வந்து எல்லோல வர்றதுனால ஒரு எல்லோ ஷேடும் கூட தெரியுங்க இந்த சாரிஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் silk சாரி ஒவ்வொரு சாரி கூட கட்டாயம் silk mark tag வந்துருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே வர்ணா சாரீஸ் டா காங்கிற வெப்சைட்குள்ளே போங்க சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல அந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி ப்ரைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் போய் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேரீல இதில் பேக்ரவுண்டு வந்து மேங்கோ எல்லோ அதில் பிங்க் அண்டு க்ரீன் கலரில் டிசைன்ஸ் இருக்குதுங்க பழுவன் பிளவுஸ் கிரீன் கலர் எல்லோ அண்ட் green combination அந்த சாரீ இப்போ நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் இதுமே ரொம்ப most wanted கலர் தாங்க மேக்ஸிமம் இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப most wanted கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் சாரிங்க இது மெஜந்தா அப்படிங்கிறத விட ராணி பிங்க் அண்டு ரெட்டு இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கக்கூடியது பாடி கலர் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு க்ரீன் ஷேடில் வரக்கூடியது தான் பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ black கலர் thread வந்து விசிபிள் ஆகும் சேரீல அண்ட் நெக்ஸ்ட் சேரீ பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் பாடி கலர் வந்து ஒரு எல்லோ ஷேடில் இருக்குங்க அண்டு இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நம்மக்கிட்ட நீங்கள் வாங்குறதுல என்ன ஒரு ட்ராபேக் இருந்தது அப்படின்னா வீடியோ போட்ட உடனே இமீடியேட்டாக நீங்கள் வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லணும் அண்ட் இமீடியேட்டாக பே பண்ணுற மாதிரி இமீடியேட்டாக பே பண்ணுற ஆப்ஷன்ஸு நம்ம யாரையுமே இன்சிஸ்ட் பண்ணதில்லை ஒன் டே டூ டேஸு கூட டைம் எடுத்துட்டு இருந்துருக்கீங்க ஆனால் வெப்சைட்டில் அந்த மாதிரி இருக்க முடியாதுங்க ஏன்னா யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் அட்டடை டைமில் வந்து நம்ம வெப்சைட் பார்க்கலாம் அண்ட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து அந்த பேமெண்ட் ப்ராசஸ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சாரீ கிடைக்கும் நீங்கள் என்ன தான் உங்களுடைய கார்ட் லிஸ்ட்டில் வச்சுருந்தாலும் யார் ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட் ப்ராசஸ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த சாரீ கிடைக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பழுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரீ ஆரஞ்சில் இருக்குங்க டூயல் டூன் ஆரெஞ்ச் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இருக்கும் நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாமே போச்சம்பள்ளி இக்காட் டைப்ஸ் சாரீஸுங்க டைப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் பியூர் சில்க் சாரீங்க கைத்தறியில் நான் சோவ் ஒவ்வொரு சாரி கூடயும் கட்டாயம் மார்க் டேக் வந்துடும் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க இந்த கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்கறது கலர் ராணி பிங்க் கலர் ஒரு ரெட்டு ஷேட்லேயும் வரும் பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலர் ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வர்ணா சாரீஸ்ங்கிற டாட் காமில் உள்ளே போயிட்டு நீங்கள் பண்ணலாம் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களுடைய டவுட்ஸ் கேட்டுட்டு நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் இது இந்த இதுதான் சில்க் மார்க் சர்ட்டிஃபிகேஷன் இந்த சில்க் மார்க் சர்ட்டிஃபைடோட தான் ஒவ்வொரு சாரியும் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்